வணக்கம் இந்த Mango 231, 231. Number... Stroke... Tribe cleaning. Body of கலர் வந்து ரொம்ப எப்படி இப்ப இந்த சேரீக்கே பார்த்துட்டீங்கன்னா என்கொயரி நிறைய வரும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் என்கொயரி நிறைய வருது இல்லை நிறைய நம்பர்ஸ் மேக் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்க இது ஹேண்ட்லூம்ங்கிறதுனால நிறைய நம்பர்ஸ் வந்து நம்மளால மேக் பண்ண முடியாதுங்க பாடியில வரக்கூடிய புட்டான்னு பாத்துட்டீங்கன்னா கலர் சரியில இருக்குங்க அதாவது இப்ப ஒரே கலர் நம்ம நெசவு பண்றோம் அப்படின்னா இப்ப ஒரு சாரி நெசவு பண்றதுக்கே ஒன் ஆர் டூ டேஸ் ஆகுங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே கலர்ல நம்ம நெசோ பண்றோம் அப்படின்னா இப்ப பத்து சாரி நெசோ பண்றதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டூ வீக்ஸ் ஆகும் அப்போ அந்த ஒரு கலர் மட்டும் தான் கலர்ஸ்ல வந்து வெரைட்டிஸ் வராது வேணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஒரு கலர்ல ஒரு பீஸ் இல்லைன்னா ரெண்டு பீஸ் தாங்க நம்ம வந்து நெசோ பண்றோம் சப்போஸ் ஒரு கலர்ல பர்டிகுலர் கலர்ல நிறைய வந்து கேட்கறாங்க அப்படின்னா நம்ம பிரிண்ட் புக்கிங் பேசிஸ்ல ஆர்டர் எடுத்து நம்ம வந்து மேக் பண்ணி கொடுக்குறோம் இப்போ நீங்க பார்க்கற சேரீ நம்பர் பிளவுஸ் பாடி ஆஃப் சேரின் எல்லோ கோல்டன் எல்லோருல இருக்கு இதுலயும் காப்பர் கலர் சரியில வரைக்கும் பொறுத்த வரைக்கும் சில்குங்க வார்பு ரெண்டு சேரீமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கை தெரியல ஒவ்வொரு சேரீ கூட உங்களுக்கு கட் ஆகி சில்க் மார்க் வந்துருங்க 233. Body cream color. Blows, green வருது வரக்கூடியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது அவைலபிளா இருக்கு இன்டர்நேஷனல் இருக்குள்ள எங்க சென்ட் பண்ண சொன்னாலும் சாரி 235. பழுவன் பிளவுஸ் காப்பர் சல்பேட் இருக்குங்க இதுல யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு சாரீ தான் அட் அடைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சாரீ புக் பண்ணுறதுக்குமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஃபர்ஸ்டே நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க நெக்ஸ்ட் சாரீ சாரி நம்பர் டூ த்ரீ சிக்ஸ் பழுவன் ப்ளவுஸ் ராமர் இருக்குங்க Body பாடி ஆரீ லாவண்டர் கலர் இதெல்லாம் பல்லுவார்த்து இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங் கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் சாரீஸ் ஆர்டர் பண்றதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க சாரி நம்பர் டூ த்ரீ செவன் பல்லுவன் ப்ளவு ராமர் ப்ளூ கலர் பாடி ஆஃப் சரி எல்லோ கலரில் lemon லெமன் எல்லோலேயே கொஞ்சம் gold finishing ஓட இருக்கும் ஏன் அப்படி தெரியுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த cream கிரீம் கலரும் லெமன் எல்லோவும் mix ஆகும் போது உங்களுக்கு அந்த மாதிரி டபுள் ஷேடு மாதிரி தெரியும் இதுலேயுமே காப்பர் டெஸ்டர் சரி யூஸ் பண்ணிருக்கோங்க குத்தாசன் பல்லுவதுக்கு ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலும் அல்லது நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு சாரீ வந்தாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாங்க கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணும் ஒரே வீடியோவாக இருக்கணுங்க கட் வீடியோவாக இருக்கக்கூடாது இது ஏன் நம்ம இன்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு சேரீமே டேமேஜோடு உங்களுக்கு வரவே வராதுங்க மேக்ஸிமம் ஸாரீஸ் வந்து நம்ம முன்னாடியே செக் பண்ணிடுவோம் சம்டைம்ஸ் வந்து புக் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணுற மாதிரியும் கூட வரும் அப்படி புக் ஆனதுக்கப்புறம் பேமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் செக் பண்ணும்போது டேமேஜ் இருந்தாலும் அந்த சேரீ சென்ட் பண்ண மாட்டோம் கஸ்டமருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி டேமேஜ் இருக்குது அதனால் நம்ம ரீஃபண்ட் பண்ணுறோம் இல்லைன்னா வேறு சேரீ நீங்கள் பார்க்குறீங்களான்னு தான் அந்த சாரியை அப்படியே அனுப்பவே மாட்டேங்க இப்போ நீங்கள் பார்க்குறது சேரீ நம்பர் டூ தேர்ட்டி எயிட்டு நேவி ப்ளூலேயும் பாடி ஆஃப் சேரீ டீ ப்ளூ கலர்லேயும் இருக்குதுங்க இதுல காப்போ குவாலிட்டிக்கோண்ட்லூட்டன் பாசிபிள் இல்லீங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ போட்டோ ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் சில டபுள் ஷேப் கலர் வந்தா மட்டும் பண்ண முடியலங்க குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து பியூர் சில்குங்க ஸோ பியூர் சில்க்கு ஏற்ற டெக்ஸ்டர் இருக்கும் அண்ட் த்ரீ பிளே த்ரெட் ஒர்க்கில் மேக் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக வருங்க தின்னாக தான் இருக்கும் சேரீ ஆனால் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காதுங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீ இப்போ நீங்கள் பார்க்குறது இது பேஸ்டல் க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கனாலும் அதே பேஸ்டல் பிங்க் ஆன இது பிங்க் கலர் பேஸ்டல்னு முடியாது பிங்க் கலரில் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிங்க்கு இதெல்லாம் காப்பர் கலர் யூஸ் பண்ணியிருக்கோங்க சாரி நம்பர் 240 ஃபார்ட்டி இப்போ நீங்க பார்த்த இந்த டென் சாரியுமே பார்த்துட்டீங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கு சேரீயுமே வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும் பலூன் பிளவுஸ் நேவி ப்ளூ பாடி ஆஃப் சாரி green color புட்டா காப்பர் கலர் சாரிங்க அண்ட் இந்த சர்வீஸில் டசன்ஸ் போடலைங்க நீங்கள் ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனில் புக் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் டசன்ஸ் போட்டு சென்ட் பண்ணுறோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ் சென்ட் பண்ணபோது டசன்ஸ் வேணுங்கிறத சொல்லுங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட நீங்கள் மெசேஜ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணுறீங்கன்னா டசன்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோடு தாங்க வருது ஸோ இதுக்கு முன்னாடி சில்க் மார்க் கார்டு வந்து கொடுத்துட்டுருந்தாங்க கவர்மெண்ட்லேருந்து ஸோ இப்போ வந்து இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் தாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லா சாரீஸ்லையுமே இந்த ஸ்டிக்கர் தான் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வருவாங்கன்னு நேம் வருங்க ஸோ பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் மூலமாக ஸேரீ கூட சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்